சுவாமியை சரணமையப்பா ஐயப்பன் அருளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து தொடர்ந்து மலைக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்துள்ளது அப்படி கிடைத்த நேரங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்னால் எழுதப்பட்ட ஒரு ஐயப்பன் பாடல் இப்பொழுது உங்களுக்காக ஒளிபரப்புகிறேன் நம்முடைய சேனலில் சுவாமி சரணம் ஐயப்பன் அருளின்றி வேறு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை சுவாமி சரணம் சபரிவாசனே சரணனேசனே, சங்கரன் மகனே சக்திபாலனே ஹரிகரசுதனே அழகு மைந்தனே அடிபணிகின்றோ அருள் தருவாயே சபரிவாசனே ே சங்கரன் மகனே சக்திபாலனே அடகு அடகுமைந்தனே அடி பணிகின்றோம் அருள் தருவாயே துளசி மாலையும் மண்டல நோன்பும் குருவிருளுடன் ஏற்று வருகின்றோம் இருமுடையேந்திரி பெரு வழியாடி பம்பை மாலனை பார்க்க செல்கின்றோம் சபரிவாசனே சரணநேசனே சங்கரன் மகனே சக்திபாலனே ஹரிகர சுதனே அடகு மைந்தனே அடி பணிகின்றோம் மருள் தருவாயே பதினெட்டு படிகள் பதினெட்டு சித்தியாம் படி வணங்கிடுவோம் பாவங்கள் தொலைப்போம் நெய் அபிஷேகனை நேரில் காண்போம் நெஞ்சம் நிறைந்திட சரணங்கள் சொல்வோம் சபரிவாசனே சரணனேசனே சங்கரன் மகனே சக்தி பாலனே ஹரிகர சுதனே அழகு மைந்தனே அடி பணிகின்றோம் அருள் தருவாயே மனதின் பாரமும் சஞ்சல வாழ்வும் அனுதினம் பெற்றே அவதிப்படுகின்றோம் மகரஜோதியே மகிஷி மர்த்தனா மனம் இறங்கிடுவாய் மாற்றம் தந்திடுவாய் சபரிவாசனே சரணனேசனே சங்கரன் மகனே சக்தி பாலனே ஹரிகர சுதனே அழகு மைந்தனே பணிகின்றோம் அருள் தருவாயே ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பன் அவர்களால் இதுவரை முப்பத்தி ஐயப்பன் பாடல்கள் எழுதியிருக்கின்றேன் அவை அனைத்துமே நம்முடைய பாலகிரம் தமிழ் சேனலில் ப்ளேலிஸ்டில் பாலனின் ஐயப்பன் பாடல்கள் அப்படிங்கிற ப்ளேலிஸ்டில் இருக்குது ஐயப்பார்கள் கேட்டு ஆனந்தம் அடையுமாறு ஐயப்பனை அவங்களை கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்க ஐயப்பனை பிரார்த்தனை செய்கின்றேன் சுவாமி சரணம் இந்த பாடல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல ஐயப்பன் பாடல்தான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து நன்றி வணக்கம் சுவாமிசரணம்